ஹாய் ஹலோ காய் வெல்கம் பேக் டு எம் பிடி சிங்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க பிரச்சனை என்னான்னு கேட்டேன்னா என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போகிற அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஓகேவா எப்படி இருந்தாலும் பார்க்குற நாலு பேர் தான் பார்க்குறீங்க அது நாலு கன்ஃபார்ம் நினைப்பீங்க என்னாடா இத்தனை நாள் கேட்டு வீடியோ போகணுன்னு அப்படிலாம் ஒன்று இத்தனை கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக இந்த கேமிங் எல்லாத்துக்கும் எனக்கு ஃபோனில் பிடிக்கல அதனால் வந்து நான் லேப்டாப் லேப்டாப் பீஸ்ன்னு சொல்லலாம் பீஸ் நம்ம வீட்டு இல்லை இருந்தாலும் கவர்மெண்ட் லேப்டாப் தான் இருக்குது அந்த லேப்டாப் மாறத்துக்காக நான் ட்ரை பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஆர் டூ மந்த்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன் இப்போ ஒரு அளவுக்கு முடிஞ்ச அளவு மாற்றிருக்கேன் ஆனால் அது ஒரு கொலாபரேஷன் வந்துச்சு அது இன்னொரு சிக்கல் வந்துச்சுன்னா இன்னொரு போட்டு அதை மாற்றிட்டு ஒரு ரெ இன்னொரு ரெண்டு நாளில் மாற்றி முடிச்சுடுவேன் அந்த ரெண்டு நாளில் மாற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக உங்களுக்கு வந்து பன் வீடியோ அப்புறம் வந்து ஒரு பக்ஸு நிறையா பக்குலாம் இருக்குது ஃப்ரீ ஃபயர் நிறையா பக் இருக்குதுன்னு நீங்கள் எக்கச்சனம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி பக்குலாம் அது எப்படி எங்கேருந்து அந்த பக்கு வருது எப்படி எப்படி அந்த பக்கு பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவேன் அப்புறம் வந்து ஈவெண்ட்ஸை பற்றி எல்லாமே எப்படின்னா காமனாக ஆல்ரவுண்டர் ஃப்ரீ ஃபயர் ஆல்ரௌண்டர்ன்ற மாதிரி ஃப்ரீ ஃபயரில் வர ஈவெண்ட்ஸு எல்லாமே ஃப்ரீ ஃபயர்ல என்னான்னது அது அதை பற்றி மொத்தமும் பார்க்கறோம் நம்ம ஓகேவா இனி வந்து மறக்காமல் நம்ம சேனல் வந்து நாற்பத் நாற்பத்தி ஆறு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த நாற்பத்தி ஆறு பேரில் மேக்ஸிமம் நாலு டு பேர் தான் பார்க்குறேன் நாலு டு அஞ்சு பேரும் எல்லாம் ஆளுக்கு ஒரு நாலு பேர் ஷேர் பண்ணி வரும் ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க அப்போ தான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் ஒவ்வொரு மோட்டிவேஷன் ஓகேவா நீங்கள் ஒவ்வொரு லைக் ஒவ்வொரு ஷேர் ஒவ்வொரு சஸ்கிரைஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான் அப்புறம் வந்து வேறு என்ன சொல்கிறது வேறு ஒன்றும் கிடையாது மொத்தமும் வேறு லெவலில் ஒரு வீடியோ போட போகிறோம் இன்றைக்கி ஒரு வீடியோ வந்துடும் அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் வீடியோனாச்சும் போட நான் ட்ரை பண்ணுறேன் இனி ரெகுலராக வீடியோ வரும் ஒன்று ஷார்ட் வீடியோ ஆகட்டும் இல்லை வந்து ஒரு பெரிய வீடியோ ஆகட்டும் அதுனா ஒரு வீடியோ ஆனால் அது நம்ம சே இனிமேல் வீடியோ வந்துடும் வீடியோ போட்டு மட்டும் மறக்காமல் இனிமேல் ரெகுலராக வந்துடும் நான் என்னோடய வேலை கரெக்டாக பார்ப்பேன் நீங்கள் உங்களோடய வேலையை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது அண்ட் ஷேர் பண்ணுறது லைக் பண்ணுறது இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிணுன்னு நோக்கி வாங்க கரெக்டாக பண்ணால் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்போ தான் இன்னும் பிள்ளை பல வீடியோ போடணும்னு தோணும் ஓகே அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன நான் வீடியோ போட போகிறேன் இப்பே சொல்லிருந்தேன் உங்ககிட்ட அப்புறம் வந்து எதுக்கு சஸ்பென்ஸ்லாம் இந்த கிரேட்ஸ் ஃபுல்லாக ஓப்பன் பண்ண போகிறேன் இந்த கிரேட்ஸ்லாம் என்னைக்கு ஓப்பன் பண்ணுறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குற ரெண்டு பேர் இருந்தாலும் பரவாயில்ல பார்க்குறத்தால் இருந்தாலும் பரவாயில்ல இந்த கிரேட்டை எப்போ ஓப்பன் பண்ணுறது நீ கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இந்த கிரேட்ஸ் இந்த பண்டில் பண்டல் கன்ஃபார்ம் ஓப்பன் பண்ண மாட்டேன் நான் ஒரு நூறு பண்டல் ஆனால் தான் ஓப்பன் பண்ணுவேன் கிரேட்டில் ஒரு எண்பது கிரேட்ஸ்ன்னு தான் இருக்குது எண்பது தான் நினைக்கிறேன் இது எல்லா கிரேட்ஸும் ஓப்பன் எத்தனை பர்மனெண்ட் இது எல்லாத்தையும் பார்க்கணும் ஆகலாம்னு என்ன சொல்லுங்கள் அப்புறம் வந்து மேஜிக் க்யூப் வாங்கத்தான் வேணாமா அப்படின்னு சொல்லுங்கள் மேஜிக் ட்யூப்பில் வாங்கத்தா ஒரு பண்டல் தான் வாங்கணும் அது என்ன பண்டலென்னா இந்த பண்டல் தான் இருங்க ஒரே நிமிஷம் வாங்க தந்தால் எங்கே அந்த பண்டலை காணும் கொஞ்சம் இது வாங்கணும் இல்லை இதுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது முக்கியமாக இதை வாங்கிடுவாங்க இது எல்லாமே ஒரே வீடியோவாக எப்போனா நீங்கள் எல்லாம் அந்த கிரியேட்ஸ் ஓப்பன் பண்ணுற வீடியோவில் எதுவும் சேர்த்து போட்டுருவோம் கன்ஃபார்மு இப்போதையும் ஒரு இன்ட்ரோ எப்படின்னா நான் வந்து திரும்பியும் உள்ளே வந்துட்டேன் இனி ரெகுலராக யூடியூப்பில் வீடியோ வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக நான் இப்போதைக்கும் இந்த வீடியோ போட்டேன் இதுக்கப்புறம் உங்களுடைய நீங்கள் பண்ணுறது தான் இனிமேல் இனிமேல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணுறது மட்டும்தான் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் காண்டக்டில் மொத்தமாக ஷேர் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் க்ரோத் பண்ணணும் ஓகேவா சரி ஓகே நான் இன்னும் ரெகுலராக வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுருவேன் மறக்காமல் இப்போதைக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோங்க மறக்காமல் லைக் கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க நம்மளுடைய எடிட்டிங் அந்தளவுக்கு வராது இருந்தாலும் எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஆ சந்திப்போம் ஓகே பாய் பாய்